மரணித்த ஒரு நபரை மூன்று விஷயங்கள் பின்தொடர்கிறது அது எந்த விஷயம்னு சொல்லிட்டு இந்த ஆதீஸில் பார்க்கலாம் ஆனால் சொல்லியில்லாக ஒன்று அறிவிக்கின்றார்கள் மரணித்த நபரை மூன்று விஷயங்கள் பின்தொடர்கின்றன அவை அவரது குடும்பம் அவரது சொத்து அவரது செயல் ஆகும் அதில் இரண்டு திரும்பி விடுகின்றன ஒன்று தங்கிவிடுகிறது அதாவது அவரது குடும்பமும் அவரது சொத்தும் திரும்பி விடுகிறது அவரது செயல்கள் அவருடன் தங்கிவிடுகிறது என்று நபி சலாஹ் அலேவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அதீஸ் நூத்தி நான்கறி